வைப்பூ கொடுத்தாய் ஒரு வார்த்தையை வாழ ஒரு மேகத்தை போல் நின்றே மாற்றி வைத்தாய போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்ற ஈரவை போல் உன தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஆரவு நின்ற